தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவசம் மேல் பயன்படுத்தினால் அதற்கான கட்டணம் டெலஸ்கோபிக் டேரிக் என்ற முறையில் கணக்கிடப்படுகிறது அதாவது ஒருவர் இருநூறு யூனிட்டுகள் பயன்படுத்தினால் முதல் நூறு யூனிட்டுகள் இலவசம் மேல் உள்ள நூற்றி முதல் இருநூறு யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது காசு என்ற வீதத்தில் ரூபாய் நூற்றி ஐம்பது அத்துடன் நிலையான கட்டணம் ரூபாய் இருபது சேர்த்து மொத்தமாக நூற்றி எழுபது ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வருகிறது அதுவே ஒருவர் ஐநூற்றி பத்து யூனிட்டுகள் உபயோகித்தால் முதல் நூறு யூனிட்டுகள் இலவசமும் அதற்கு மேல் நூற்றி ஒன்று முதல் இருநூறு யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது காசுக்கு பதிலாக மூன்று ரூபாய் ஐம்பது காசாக அதிகரிக்கும் அப்படி பார்த்தால் நூற்றி முதல் இருநூறு யூனிட்டுகளுக்கு 350 ஐம்பது ரூபாய் என்று கணக்கில் கொள்ளப்படும் 201 ஒன்று முதல் ஐநூறு ஒரு யூனிட்டின் விலை நான்கு ரூபாய் அறுபது காசு என்ற வீதத்தில் ஆயிரத்து ரூபாயும் ஐநூறு முதல் ஐநூற்றி பத்து ஒரு யூனிட்டின் விலை ஆறு ரூபாய் அறுபது காசு என்ற வீதத்தில் அறுபத்தி ரூபாயும் நிலையான கட்டணம் ரூபாய் இருபது சேர்த்து மொத்தமாக ஆயிரத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் அதிகமாக முன்னூற்றி பத்து யூனிட்டுகளை பயன்படுத்தி முதலில் இருநூறு யூனிட்டுகள் பயன்படுத்தினால் வரும் கட்டணத்தை விட ஆயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ரூபாய் அதிகமாக வந்துவிடும் இந்த அணுகுமுறையால் நடுத்தர மக்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதுடன் பொருளாதார நெருக்கடிக்கும் ஆளாக வேண்டியிருக்கிறது மேலும் மின்சார பயன்பாட்டை கணக்கிடுவதில் நடக்கும் குழப்பங்களாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் உதாரணமாக ஒரு மாதத்தின் பத்தாம் தேதியில் மின்கட்டணம் கணக்கிடப்பட்டால் அதன் பிறகு வரும் மாதங்களிலும் அதே தேதியில் தான் மின்சார பயன்பாடு கணக்கிடப்பட வேண்டும் ஆனால் பல மாதங்களில் ஒரு வாரம் வரை தாமதமாக கணக்கிடப்படுகிறது இதனால் தாமதிக்கப்பட்ட நாட்களுக்கான பயன்பாட்டையும் சேர்த்து அதிக தொகை வந்துவிடும் அத்துடன் இரு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் கணக்கிடப்படுவதால் மின் உபயோகம் அதிகரிக்கும் இதனால் தமிழக அரசின் டெலஸ்கோபிக் டேரிக் முறைப்படி நுகர்வோர் அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது உதாரணமாக ஒரு மாதத்திற்கு இருநூறு யூனிட்டுகள் பயன்படுத்தும் இரு மாதங்களுக்கு நானூறு யூனிட்டுகளை பயன்படுத்துகிறார் என்று எடுத்துக் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தினால் அவர் செலுத்தும் கட்டணம் குறைவாக இருக்கும் அதுவே இரு மாதங்களுக்கு நானூறு யூனிட்டுகள் என்று வரும்போது டெலஸ்கோபிக் டேரிக் முறைப்படி கட்டணம் அதிகரிக்கும் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடன் மின்கட்டணத்தை மாதந்தோறும் வசூலிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனிடையே திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண முறை அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் அமைச்சர் சொல்வது போன்று மாதாந்திர கணக்கீடு அமல்படுத்தப்படும் போது குறைவான கட்டணத்தை நுகர்வோர்கள் செலுத்தும் நிலை ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்